நாயகன் அருமை தூதர் அண்ணல் நபிகளை பாடுங்களே ஆளும் நாயகன் அருமை அண்ணல் நபிகளை பாடுங்களே வாழும் வகை தரும் நாயல் மறை தரும் அள்ளல் நபிகளை வாழ்த்துங்களே வாழும் வகை தரும் நாயல் மறை தரும் அள்ளல் நபிகளை வாழ்த்துங்களே அலா மொஹம்மல்லாஹு அலை இவசல்லம் மன்னர் அப்துல்லா அன்பு சொல்வரை பாடுங்களே கன்னியம் மிகுந்த கதி ஜாநாயகி கணவர் நபிகளை வாழ்த்துங்களே அல்லா முகம்மது அல்லாஹு அல்லா முகமது அண்ணல்லை ஆளும் நாயகன் அருமை தூதர் அண்ணல் நபிகளை பாடுங்களேன் ஆளும் நாயகன் அருமை அண்ணல் நபிகளை பாடுங்களேன் பெண்கள் திலகமா பாபி முத்தீனை பெற்ற நபிகளை பாடுங்களே கண்ணின் மணி அசன் ஊசைனார் பாட்டனார் காசிம் நபிகளை வாட்டுங்களே சல்லாஹு அலா முகம்மத் சல்லாஹு அழகி வசல்ல சல்லாஹு அல்லா முகமத் அழகி ஆளும் ஆளுநாயகன் அருமை தூதர் அண்ணல் நபிகளை பாடுங்களே ஆளும் ஆளுநாயகன் அருமை தூதர் அண்ணல் நபிகளை பாடுங்களே தீமொழி தாங்கும் நபிகளை பாடுங்களேந்து புகழ் நீரை ஏகல் நருள் பொடை ஏந்தல் நபிகளை வாழ்த்துங்களே சல்லாஹு அலா முகம்மத் சல்லாஹு அழகி வசல்லாஹு அலா முகம்மத் ஆளும் நாயகன் அருமை தூதர் அண்ணல் நபிகளை பாடுங்களே ஆளும் நாயகன் அருமை அண்ணல் நபிகளை பாடுங்களே வாழும் வகை தரும் நாயல் மறை தரும் வள்ளல் நபிகளை வாழ்த்துங்களே வாழும் வகை தரும் நாயல் மறை தரும் வள்ளல் நபிகளை வாழ்த்துங்களே அலாத் அணிவ சல்ல சன்னா அண்ணா மொஹம்மல்லாஹூ அணிவசல்ல சன்னா அண்ணா மொஹம்மாரி சன்னி அணிவ சன்னி சன்ன